நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக வாழக்கூடிய சொற்ப காலங்களில் அல்லாஹூலுக்கு கட்டுப்பட்டு வாழும் நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக கணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் இன்றைக்கு எதை செய்தாலும் பேருக்காக புகழுக்காக மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக பேருக்காக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம் மத்தியில் பரவிக்கொண்டிருக்கிறது போன்று ஒரு நபரோடு பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்திக் கொள்வது நட்பு பாராட்டுவது நட்பு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது இன்றைக்கு பணத்திற்காகவும் அவரோடு பழகினால் நமக்கும் மதிப்பு கிடைக்கும் என்பதற்காகவும் உலக ஆதாயத்தை முன்வைத்தே இன்றைக்கு நிறைய நபர்கள் நட்பு வைத்துக் கொள்கின்றார்கள் ஆனால் இதையெல்லாம் இஸ்லாம் ஒரு நாளும் அனுமதிக்கவில்லை பேருக்காக செய்யக்கூடியது புகழுக்காக செய்யக்கூடியது ஒருவரோடு பணத்திற்காக நட்பு வைத்துக் கொள்வது பதவிக்காக நட்பு வைத்துக் கொள்வது இதையெல்லாம் இஸ்லாம் என்பது ஒரு நாளும் அனுமதிக்கவே இல்லை ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலம் எப்படி அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு நவிகல்நாயகம் செல்லாவில் அவங்க சொல்கிறாங்க யாருடைய ஈமான் பரிபூர்ணம் அடைகிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது திரும்புகிற பக்கமெல்லாம் நம்பிக்கை துரோகம் திரும்புகிற பக்கமெல்லாம் தனக்கு துரோகம் செய்துட்டார்கள் என்று புழம்ப ஒரு கூட்டம் திரும்புகிற பக்கமெல்லாம் இருக்கிற வரையும் இருப்போம் இல்லைன்னா இல்லை அவ்வளவுதான் இன்னைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியிலும் கூட இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு சந்தோஷமா வாழ்ற வரைக்கும் வாழ்வோம் இல்லைன்னு சொன்னா அவரு யாரோ நான் யாரோ அப்படிங்க போயிற மாதிரி போயிருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இப்ப பெருமான சல்லாசம் சொல்றாங்க யாருடைய ஈமானை அல்லாஹு பரிபூர்ணப்படுத்துகின்றான் யாருக்கு ஈமான் என்பது பரிபூர்ணம் அடைந்து யாருக்கு பரிபூர்ணம் அடையும் என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் புகாரியிலே பார்க்கின்றோம் கழித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலி உசலம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் முதல் இந்த தன்மை நம்ம எல்லார்ட்டையுமே இருக்கணும் ஒரு ஆளை பார்த்தோம் சொன்னால் ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ளவர் நல்ல கொஞ்சம் தொட்டு உள்ள ஆள் கொஞ்சம் பெரிய பெரிய அதிகாரியெல்லாம் தெரிஞ்ச ஆள் ஜமாத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கார் ஊருக்குள்ளே ஒரு நாலு மதிப்பு மரியாதைனு இருக்குது அவருக்கு ஒரு அஞ்சாறு ஆம்பளை பிள்ளை இருக்காங்க ஆள் கொஞ்சம் நல்ல வசதியான ஆள் இப்படி பார்த்தா இன்றைக்கி நம்ம நினைச்சிரோம் மக்களை பழகிறோம் யாரும் மனசை பார்த்து ஈமானை பார்த்து இஹலாசை பார்த்து உள்ளத்தை பார்த்து இன்றைக்கி நம்ம பழகிறதே இல்லை இன்றைக்கி நட்புங்கிறது அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக மாறிக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ரீசல்லா சொல்றாங்க நான்கு தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு ஈமான் பரிபூர்ணம் அடைந்து விட்டது தன்மைகள் நமக்குள் நாம் கொண்டு வர வேண்டும் முதல் தன்மையாக நபி சொல்லா அலிசம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் பதியப்பட்ட ஹதீஸ் மன் அஹப்பி யார் ஒருவர் ஒருவரை அல்லாவிற்காக நேசிக்கின்றாரோ அவர் பண பணம் வச்சிருக்காரு பதவியில் இருக்கிறாரு துரோகம் நட்பு வைக்கிறேன்னு சொல்லி யார் ஒருவர் அல்லாவிற்காக ஒருவரோடு நட்பு வைக்கின்றாரோ அவருடைய நட்புல உலக ஆதாயத்தை எதிர்பார்க்காம நட்பு கொள்வது தான் நட்பு கொள்வது இன்னைக்கு நம்ம யாரையாவது நட்பு கொள்ளதாயம் ஒரு சூழ்நிலையை தவறுகளுக்கு உடந்தை போகக்கூடிய நண்பர்கள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் காப்பாற்ற வேண்டும் ஒருவரை நட்பு கொண்டால் அவரை அல்லாவிற்காக நட்பு கொள் அந்த தன்மை நம்மள்ட்ட இன்னைக்கு வரணும் அடுத்து பெருமான சல்லாசம் சொல்லி காமிச்சாங்க ரெண்டாவதாக ரெண்டாவது தன்மை பாருங்க அல்லாவிற்காக வேண்டி ஒருவரை வெறுப்பது இன்னைக்கு அல்லாஹுக்க வேண்டி நம்ம வெறுக்கிறோமா அவன் என்ன கெட்ட வார்த்தை போட்டு பேசிட்டான் அதனால இனிமே அவன்கிட்ட நான் பேச மாட்டேன் அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டான் இனிமே நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் அவன்கிட்ட கடன் கேட்டிருந்த தாரன்னு சொல்லி என்ன நம்ப வச்சு எனக்கு தராம போயிட்டான் அதனால அவன் பேச மாட்டேன் அவன் பேச்சு நடவடிக்கை எல்லாம் சரியில்லை அவன் வேற நமக்கு பிடிக்காத ஆள் கூட எல்லாம் அதனால நம்ம அவன்கிட்ட பேசுற இல்ல எதுக்காக வேண்டிய இருக்கிறோம் உலக ஆதாயத்துக்கே நட்பும் கொள்றோம் உலக ஆதாயத்துக்காகவே அந்த நட்பையும் என்ன செஞ்சோம் முறித்து விடுகின்ற ஒருவற்றும் அக்காக வேண்டி நட்பு கொள்ள ஒருவருடைய நட்பை நீ முறித்தாலும் அதையும் அல்லாவிற்காக வேண்டிய நீ இசை தொட இருக்க மாட்டுக்கா தராமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அல்லாரசுள் தடுத்த வழிமுறைகள்ல நடந்துகிட்டு இருக்கிறான் அதனால நான் அவன் த பழகிறது நம்மளுடைய இதுக்கு அது சரி வராதுங்க அப்படின்ட்டு இன்னைக்கு யாருமே நட்பை முறிக்கிறதே இல்லை இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு ஒரு தொழக்கூடிய நபரும் ஒரு தொழாத நபரும் நட்புல இருந்தாங்கன்னு சொன்னா தொழக்கூடியவர் தொழாமல் இருப்பவரை பள்ளிவாசலுக்கு அழைத்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அப்படியே மாறிவிட்டது தொழக்கூடியவரை தொழாமல் இருப்பவர் கடை அழைத்து சென்று விடுகின்றார் அவரும் கூட என்ன செஞ்சிருந்தாரு போயிருந்தார் இன்றைக்கி நம்ம ஊரில் நம்ம பார்க்குறோமா இல்லையா பார்க்குறோமா இல்லையா நாலு மாதத்துக்கு முன்னாடி தொழுதுகிட்டு இருந்தவங்க ஊர்லேருந்து நண்பர் வந்ததோட அவரோட சேர்ந்து என்ன செய்கிறது தொழுகு நேரத்தில் ஃபுல்லாக வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிற நம்ம பார்க்குறோம் இப்போ நவிகனா சில்லாசம் அதான் சொல்றாங்க கொண்டாலும் நீங்கள் அல்லாவுக்காக கொள்ளுங்கள் ஒருவரை நீங்கள் வெறுத்தாலும் அல்லாவுக்காக வெறுத்துருங்க உலக ஆதாயத்திற்காக நட்பு கொள்ளாதீங்க ஒருவரை வெறுக்கவும் செய்யாதீர்கள் அடுத்து பெருமான சொல்றாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மண் ஆகத்தால் இல்லாகி வாழத்தால் இல்லாகி ஒரு பொருளையோ பணத்தையோ ஆடையோ ஏதோ ஒன்று கொடுப்பதை நீ அல்லாவுக்காக கொடு என் பேர் நோட்டீஸில் வரணும் பள்ளிவாசலில் என் பேர் கல்வெட்டில் பதியப்படணும் அரை மணி நேரம் பயன் பண்ற அஜர்த்து நிமிஷம் என் பேரையும் என் குடும்பத்தையும் என் கடையும் பற்றி பேசணும் பிறருக்காக முகஸ்துதிக்காக பிறர் தர்மமா இவர் தர்மம் கொடுக்கக்கூடிய கொடையாளி என்று சொல்வதற்காக இவர் நல்ல ஹாஜியார் என்று சொல்வதற்காக எதையும் நீ கொடுக்காதே நீ கொடுத்தால் அல்லாவுடைய திரு மட்டுமே நாடி கொடு இல்லையா கொடுக்காம விற்று இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பள்ளிவாசல்கள் முதல் தொட்டு மதரசாக்கள் முதல் தொட்டு பொது விழிப்புணர்வுகள் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய இடங்கள் தொற்று இன்றைக்கு அந்த மேடையில் தங்களது பெயரும் தங்களது ஊரும் தாங்கள் செய்யக்கூடிய வியாபாரமும் தங்கள் குடும்பமும் பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சொல்லவே செய்றாங்க இன்சில மாத்தி சொல்லிராதீங்க இன்சியில மாத்திராதீங்க நம்ம கடை மாதிரி இன்னொரு கடை இருக்குது கடைக்கு ஒவ்வொரு ஒரு இன்ஷியல் மட்டுந்தான் வித்தியாசம் இருக்குது நம்ம பேர்ல இன்னொரு ஆள் கொடுத்துருக்காரு அவர் குறைய கொடுத்துருக்காரு நிறைய கொடுத்துருக்கேன் இன்சியலை நீங்கள் மாற்றி சொல்லிடாதே எதிர்த்து இன்சியலை கரெக்டாக சொல்லுங்கள் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு அந்த திறப்பு விழாக்களிலே பள்ளிவாசலுக்கு உதவி செய்தவர்கள் பேர் வாசிக்கும் பொழுது ஒரு நபருடைய இன்ஷியல் மாற்றி சொன்னதுக்காக அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம வேலையை விட்டு நீக்கின செய்திகள் எல்லாம் உண்டு எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பார்த்தீங்களா அப்புறம் ரசூல்லா சொல்கிறாங்க நீ கொடுக்குறியா அல்லாக்காக வேண்டி கொடு வேற யாருக்கும் தெரிய அதான் தமிழில் சொல்லுவாங்க இல்லையா வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு கூட தெரியக்கூடாதுன்ற நினப்போம் இல்லையா ஆனால் இன்னைக்கு கொடுக்கறது ரொம்ப சொற்பமாக இருந்தாலும் கூட எத்தனை வாட்டி அந்த ஹாஜியார் பள்ளியாசலுக்கு வந்தாலும் சரி அத்தனை வாட்டி சொல்லணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே இந்த ஹாஜியார் அவர்கள் நம்ம பள்ளிக்காக வேண்டி இதை செய்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே ஐம்பது வருஷம் கழிச்சு அவர் மௌனே வந்தாலும் கூட சொல்லணும் இவங்க வாப்பா யார் தெரியுமா இப்படி எல்லாம் செஞ்சார் அப்படின்ட்டு சொல்லணும் சொல்லணும்னு சொல்லியே கொடுக்குறாங்க நம்மளா சொல்றது ஆஜர்கள் தெரியணும் சருத்து சொல்றோம் தர்மம் நன்கொடைங்கிறது பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆக்கிட்டாங்க நண்பன்கிறது என்ன ஆகி தர்மங்கிறது என்ன ஆகி பிசினஸ்மெண்ட் ஒரு பெரிய கடையில் உள்ளவங்களோ ஒரு பெரிய தொழிற்சாலை வைத்திருப்பவர்களோ அல்லது வேற ஏதாவது ஒரு பெரிய லெவலில் பண்ணுறக்கூடியவங்களாம் தர்மம் கொடுத்துட்டு தங்களுடைய தொழிலை கடையை தங்களுடைய வியாபாரங்களை விளம்பரப்படுத்திக்கிறாங்க ஏன் அடுத்து மக்கள் எல்லாம் பொதுமக்கள்லாம் அந்த கடைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு நிறைய விஷயம் அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க நீ கொடுக்கறதாக இருந்தால் அல்லாவுக்காக வேண்டி கொடு அடுத்து ரபிசல்லா சமம் சொல்கிறாங்க ஓ மன அலில் அல்லாவிற்காக வேண்டி கொடுக்காமல் இருந்தவர் அல்லாக்க வேண்டி கொடுக்கறது சரி அல்லாவுக்காக வேண்டி கொடுக்காமல் இருந்தவர் யார் என்று சொன்னால் ஒரு நண்பன் இருக்கின்றான் அது நம்ம கூட பிறந்து அண்ணன் நம்பியே இருக்காங்க அல்லது வேறு யாராவது இருக்காங்க நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க அந்த பொருளையோ அந்த பணத்தையோ அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க தவறான முறையில் பயன்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு நம்ம அதை கொடுக்கக்கூடாது ஹராமான வழிகளில் பயன்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சால் அந்த பணங்களை நம்ம கொடுக்கக்கூடாது அப்போ கொடுக்கிறதா இருந்தாலும் நீ அல்லாக்காக வேண்டி கொடு கொடுக்காமல் இருந்தாலும் அல்லாவுக்காக வேண்டி நீ கொடுக்காமல் இரு ஒருவருட நட்பு வைத்தாலும் அல்லாவிற்காக நட்பு வைத்துக்கொள் ஒருவருட நட்பை முறித்தாலும் அல்லாவுக்காக முறித்துக்கொள் என்று பெருமான சல்லாசம் அவர்கள் சொன்னார்களே இந்த நான்கு தன்மைகள் எப்பொழுது நமக்கு வருகிறதோ அப்பொழுது நபி சொல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஈமான் அப்பொழுது அவருடைய ஈமான் பரிபூர்ணம் அடைகிறது சுபகான் அல்லா நம்ம ஈமானை நம்ம எப்போ பரிபூர்ணப்படுத்திக்க இன்னைக்கே உங்கள்ட்ட யாராவது தப்பான நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஹராம செய்யக்கூடிய நண்பர்கள் இருந்தாங்கன்னா செய்யற ஹராம வியாக்கியானம் பேசி கரெக்டு தான் நான் பண்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பேசி அந்த ஹராம தொடர்ச்சியாக செய்யக்கூடிய நண்பர்கள் இருந்தா அல்லாவுக்காக வேண்டி அவங்களுடைய நட்பணிங்க முறித்து விடுங்கள் அவர்களோட நட்பு பாராட்ட வேண்டாம் நட்பை அவர்களுடைய நட்பை நீங்கள் முறித்து விடுங்கள் ஒருவரோடு நட்பை இல்லாமல் இருக்கிறீங்க ஆனா அவர் அல்லாரசருக்கு கட்டுப்பட்டு கரெக்டான வழிகளில் சரியான வழிகளில் மார்க்கம் சொன்ன நடைமுறைகளையும் செயல்முறைகளையும் சரியான முறைகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் அவர்கிட்ட போய் நீங்க அல்லாவுக்காக சேர்ந்து கொள்ளுங்கள் நட்பு வைத்து கொள்ளுங்கள் அதே கொடுப்பது ஒரு ரூபாயாக இருந்தாலும் ஒரு கோடியாக இருந்தாலும் பேருக்காக புகழுக்காக அல்லாம அல்லாஹுக்காக வேண்டி நாம் கொடுக்க வேண்டும் ஒரு பொருளை கொடுக்காமல் இருந்தாலும் அல்லாஹுக்காக நாம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக நமது ஈமான் என்பது பரிபூர்ணம் வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் பரிபூர்ணமான ஈமானோடு மன நிறைவோடு உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல அமல்கள் செய்யும் பாக்கியத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் ஆக்கிய அவர் புரிவானாக அலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி